கையை விட்டு என்னை காப்பாற்றி கிருப்ப செய்வாயாக என்று It's <laughs> amazing. தபுல் கடலிலே கப்பல் போய் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆகாச புயல் காற்று அடித்தீருமா புயலும் இருளும் கடல் கொண்டடித்து பயங்கரமான நிலைமை ஏற்பட்டு விட்டது அந்த புயலில் சுற்று வெடிச்சு விட்டு விட்டு இருந்த சரக்கு கப்பித்தான் அம்மா நீங்களா எல்லாரும் கப்பல் புரிந்து கொண்டது விசுவத்தம்மாவை சுமந்து கொண்டு கப்பல் ஓடுவார் அல்லாவுடைய குதிரை அவன்னைத்தால் நினைத்தவர்களை பாதுகாத்து கப்பல் ஓடிக்கொண்டிருக்கிறது கடல்ல ஒரு உயிரை மீண்டி விட்டு வைத்திருக்கிறான் என்று அந்த அம்மா மனதிலே வேதனைப்பட்டு அந்த கப்பலை பார்க்கும் ஒரு பெட்டி மட்டும் அந்த பெட்டியை ஓடி சென்று திறந்து பார்க்கும் போது அந்த பெட்டிக்குள்ள ஆண்கள் அரசர்கள் அணியக்கூடிய அந்த அம்மா பார்த்தாங்க நம்முடைய கணவரை காணுவரைக்கு நாம இந்த பெண்ணுடைய நிலையில் இருந்தால் சங்கடங்கள் ஏற்பட்டு பெரிய ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கணவரை காணுவரைந்து நம்ம ஆணாக இருக்க வேண்டும் என்று உடனே அந்த ஆண்களுடைய உடுப்புகளை எடுத்து உடுத்தி அந்த விசுவா செய்து கொண்டார்கள் ஆண்டவனே என்னுடைய கணவரை காண என்னுடைய முகத்தை பார்க்கின்றவர்களும் இருக்க வேண்டும் அம்மா வேண்டிக் கொண்டார்கள் அதுபோல அல்லாஹ் வாக்கி கொடுத்தான் கப்பல் முஸ்தபு தீவுடைய கரையை ஒதுங்கியது கப்பல் இருந்து வெள்ளை காட்டி இந்த தோணியின் மூலமாக அவர்களை பாதுகாக்கப்பட்டு கரையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது நாயகி தன்னை பாதுகாத்து இந்த முறையில ரஷித்த அந்த இறைவனுக்காக வேண்டி அந்த முஸ்தபு தீவு கடற்கரையிலே இருந்து ஆண்டவனை வணங்கி இருக்கின்றார் வல்லவன் கிருபையினால் வணங்கி அப்படி இருக்கும்போது அந்த தீவை காலமாகிவிட்டார் ஆனால் அந்த அரசுக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளில் இரண்டு மக்கள் அதுல மூத்த மூத்த மகன் சொல்லுகின்றார் அரசுடைய பட்டம் எனக்குத்தான் சேர வேண்டும் வர் சொல்லுகின்றார் அது எனக்குத்தான் சேர வேண்டும் என்று ரெண்டு பேருக்குள்ள தர்க்கம் ஏற்பட்டு அந்த நாட்டில இன்னும் அரசாங்கம் இல்லாதபடி நீதி இல்லாதபடி நேர்மையில்லாதபடி பஞ்சமும் பசியும் பட்டினியும் இந்த இந்தவிதமான வறுமையிலே அந்த நாடு பீடிக்கப்பட்டு இருக்கிறது இதை கண்ட நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திர இடத்திலே முறையிடுகின்றார் நாட்டிலே மழை வேண்டும் அதாவது நல்ல முறையிலே அரசாங்கம் நீ நிலைக்க வேண்டும் அரசியல் நேர்மை ஏற்படும் நல்ல விதமான செழிப்பு ஏற்படும் ஆகவே நம்மளுடைய நாட்டுக்கு அரசு சொன்னார்கள் ஆகவே அந்த மந்திரியினுடைய ஆலோசனை ஒரு யோசனை செய்திருந்தார்கள் நம்முடைய பட்டத் யானையை கொண்டு செய்து எல்லாம் நல்ல விதமாக அரச குமார்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி நம்ம யானையினுடைய கையில ஒரு மாலை மாலையை கொடுக்கணும் அந்த மாலையை யார் களத்துல போடுதோ போடுதோ அவங்கதான் இந்நாட்டு மன்னர் மன்னர் அரசர் என்று சொல்லி அதன்படியே யானையை கொண்டு வந்து பட்டத்து யானையை கொண்டு வந்து மாலையும் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் விளம்பரப்படுத்தி அரசர் மக்களையும் அழகான முறையிலே ஜோடித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் யானையாக கூடியது எல்லாரையும் பார்த்து யானை எங்கு செல்லுகின்றதே ஆனால் கடற்கரை மார்க்கமாக I know, I didn't. உடையில அரசு அங்கே துதிக்கத்தின் கூட்டமாக பின்னால் வந்த நாட்டு மக்கள் எல்லாம் யானையின் மீது இருக்கின்ற இளவரசரை பார்த்து மக்கள் மனமகிழ்ச்சியோடு சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள நாட்டின் ge yeah. ya yeah. பட்டத்துக்கு பொருத்தமான இளவரசர் என்று மக்கள் போற்றினார்கள் வாழ்த்தினார்கள் இந்த முறையில் அவர்களை கொண்டு வந்து இறக்கி அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே கொண்டு போய் அமரச் செய்து செங்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த நீதியை தான் கையில கொடுத்ததும் அரியாசனத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்தார்கள் அமர்ந்தவுடனே நீதி நிலைத்து விட்டது நேர்மை ஏற்பட்டு விட்டது நாட்டிலே மழை பெய்து விட்டது இது எங்கு பார்த்தாலும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் என்ன தண்ணீர்களும் நல்ல விதமாவுடைய விவசாயங்களும் மாசூல்களும் தானே விளைந்து அந்த நாட்டில் பஞ்சம் பசி பட்டினி என்ற வறுமையெல்லாம் நீங்கி மக்கள் ரொம்ப செழிப்புற்ற நாடாக இருக்கிறது இந்த நிலையிலே தீவு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாஹூ நாடுவானால் நாடியவர்களை உயர்த்தியாக்கி வைப்பார் நாடியவர்களை அதுபோல இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கஷ்டங்களை எல்லாம் விட்டு நீக்கி அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அவர்களை அந்தஸ்தலை ஆக்கி வைத்திருக்கின்றான் அரசராக இந்த விசுவ அரசர் இனிமேல இந்த முறையில் அரசராக இருந்த அந்த நாட்டிலே பரிபாலனம் செய்து வரக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திரி அழைத்து சொல்லுகின்றார் மந்திரி அவர்களே நம்முடைய நாட்டுக்கு பொருத்தமான ராஜா கிடைத்து ஆனாலும் சிம்மாசனத்தில் அரசர் மட்டும் அமர்ந்திருப்பது சிம்மாசனங்களாக தெரியல தெரியல அந்த ராஜாவுக்கு பக்கத்துல ராணியும் இருக்க ராணியும் இருக்கணும் ஆகையினால் நம்முடைய அரசருக்கு கல்யாணம் முடிக்க வேணும் வேணும் கண்ணு இது சொன்ன உடனே அது போலவே மந்திரி அவர்கள் ராஜாவுக்கு சொல்ல சொல்ல ராஜா பார்க்க ஆண்டி இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்களே முடிக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய கணவரை காணுறை என்று சொல்லுகின்றார் மந்திரி உங்களுடைய விருப்பப்படி நான் கல்யாணம் செய்து கொள்கின்ற ஆனால் ஒன்று என்னுடைய விருப்பத்துக்கு தான் கல்யாணம் முடிப்பேன் என்று சொல்லி அது அவங்களுடைய விருப்பப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணுடைய கணவருடைய பேரை வைத்து கல்யாணம் முடித்துக் கொண்டார்கள் ஒன்றுக்கும் கணவருக்கே நான் உங்களை அதுவரைக்கு நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னார்கள் அதன் நடத்தி இனி இந்த பொறுப்பில் என்று உடனே மந்திரி அழைத்து சொல்லுகின்ற எனக்கு தனியாக ஒரு இபாதத்து ஹானா ஒன்று கெட்டியாக வேண்டும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று கெட்ட வேண்டும் என்று அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாங்க அதன்படியே பெரியும் அந்த அம்மா தனியாக இருந்து வணங்குவதற்கு முடித்து அதற்கு அப்புறமாக தன்னுடைய பொறுப்பை அரசகுமாரன் மூத்தவனுக்கு பட்டத்தை அந்த நாட்டுக்கு ராஜாவாக வைத்துவிட்டு டாக்டராகவும் கல்யாணம் முடிச்ச அந்த புது பெண்ணை கமோண்டராகவும் அந்த ஆஸ்பத்திரியிலே வந்து இருந்து நோயாளிகளை கவனிக்கின்றார்கள் நோயாளிகள் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் என்னென்ன நோய்கள் அந்த நோயாளிகளுக்கு காசு இல்லாதபடி புகழும் உயர்ந்து கொண்டே போகின்றனர் இந்த நிலையிலாக இருக்கக்கூடிய விசுவம்மா அதாவது விளம்பரப்படுத்தக்கூடியவர்களை அழைத்து அழைத்து சொன்னார்கள் பக்கத்து நாடுகளுக்கும் விளம்பரப்படுத்த நாட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்ந்துருச்சு ஆகையினால பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நோய்களை தான் நிற்கணும் சித்தூர் நாடு சென்று விளம்பரப்படுத்திட்டு வாங்க பாருங்க என்று உத்தரவு கொடுத்தாங்க அது போலவே விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் டாக்டராக இருந்து பணிபுரிந்து வருகின்றார்கள் இங்க இப்படி இருக்க பன்னிரண்டு வருடங்களாகிவிட்டது ஹபீபு தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்து இக்கந்தியா நாட்டிற்கு சென்று அவங்களுடைய பணியை செய்து முடித்து வர பன்னிரண்டு வருஷங்களாகிவிட்டது பனிரண்டு வருடங்களாக நாட்டில் இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு மார்க்கத்தின நல்ல முறையிலே போதித்து முடித்து கொடுத்து விட்டு பனிரெண்டு வருஷத்துக்கு பின்பதாக பயணப்படுகின்றார் தமிழ் நாட்டுக்கு ஆகவே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பிரியா விடை கொடுத்து ஹபீபை சந்தோஷமான முறையிலே அனுப்பி வைக்கின்றார்கள் அனுப்பி வைக்கப்பட்ட ஹபீப் கப்பலிலே பயணமாகி மிசர் நாட்டை வந்து அடைகின்றார்கள் அப்படி மிசர் நாட்டை வந்து அடையக்கூடிய நேரத்தில் ஹபீபுடைய மனதிலே என்ன எண்ணுகின்றார்களே ஆனால் மனைவியை காணனும் சொந்தக்காரர்கள் உற்சாக உறவினர்களை பார்க்கணும் என்ற பிரியத்தோடு கடலிலே அலை எப்படி எழுத அவருடைய உள்ள ஏற்படக்கூடிய எண்ணம் அலை மோதுகின்றனர் வீட்டுக்கு வருகின்றார் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்ட காட்சி காட்சி அவருடைய கல்வையே உருக்கிவிட்டது அவர் வந்து பார்க்கும் போது வீடு வீடு காடு போலே காட்சியளிகின்றது உடனே வீட்டுக்குள் வந்து நின்று கொண்டு விசுவது விசுவன்றி வேகமாக அழைத்திருவார் விசுவன் அழைத்திருவார் பதில் வரும் மனைவி இல்லை இல்ல இந்த நிலையில் ஹபீப் என்ன இருந்தால் ஆண்டவன் என்ன ஆசுத்திரி